சமூக நீதி சாதி வாரி கணக்கெடுப்பு இது ஒரு சிறிய வரலாறு அல்ல தொண்ணூறு ஆண்டு கால வரலாறு இருக்கின்றது முதன் முதலாக பிரிட்டிஷ் ஆட்டத்தில் இருந்த இந்தியாவில் பிரிட்டனிலே முதலாம் அட்டவேசை மாநாடு நடத்தப்படுகிறது அந்த மாநாட்டிலே குடிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை பெற்று தந்தது எங்கள் பெரியார் எங்கள் திராவிடம் என்று உண்மையான வரலாறு என்னவென்றால் இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் ஆயிரம்